வணக்கம் டூ தௌசண்ட் செவனில் இபிசாஃப்ட்டுங்கிற கம்பெனி அசஸ்டன் ஸ்க்ரீன்ங்கிற கேமை ரிலீஸ் பண்ணாங்க அது ஹிட்டானது தொடர்ந்து அது ஒரு பெரிய சீரீஸாக விற்கிறாங்க அந்த சீரிஸில் இது வரைக்கும் கேம் ரிலீஸ் ஆயிடுது இன்க்ளூடிங் லேட்டஸ்ட்டாக இறங்கின வல்கால் வைச்சா அதுதான் என் சில கேம்ஸ் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாட்டாக ரிவ்யூ பண்ணிடலாம் வாங்க வீடியோ போனோம் ரிவ்யூ பார்க்கறது முன்னாடி அந்த பி சிக்ஸ் பிக்சல் நான் பார்த்துலாம் வாங்க மினிமம் ரிக்குயர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் வந்து டுவல் கவர் ப்ராசஸர் டூ பாயிண்ட் ஸ்பீடு இன்டர்னல் பென்டிஎம் டி இல்லாட்டி ஏஎம்டி ஆப்ல ஒன் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் இருக்கணும் ரேம் பார்த்திங்கன்னா விண்டோஸ் சிக்ஸ்டி வச்சுருந்திங்கன்னா ஒரு ஜிபி தேவைப்படும் விண்டோஸ் ஃபிஃப்டாக வச்சிருந்திங்கன்னா டூ ஜிபி தேவைப்படும் ஓஎஸ் பார்த்திங்கன்னா விண்டோ சிக்ஸ் பி இல்லாட்டி விண்டோஸ் சிகிட்டம் மட்டும்தான் போட்டிருக்கு ஆனால் நான் விண்டோஸ் டெனில் தான் விளாடுவேன் அதனால் அதெல்லாம் கண்டுக்கிற வேண்டாம் அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா இதில் குழப்பமாக போட்டிருக்கேன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எம்பி கிராஃபிக்ஸ் இருந்தால் அந்த உங்கள் பிசியில் த்ரீ டி சப்போட்டிருக்கணும் அப்புறம் ஹா இது ஹார்ட்வேர்க் புதுசாக இருக்கணும் பிக்சல் ஷேடர் இருக்கணும் வெர்ட் ஷேடர்னு இருக்கணும் டேரெக்ட் எக்ஸ் வெர்ஷன் வந்து டேரக்ட் எக்ஸ் நைன் பாயிண்ட் ஜீரோ இருக்கணும் இல்லை டென் இருக்கணும் சவுண்ட் கார்டு கண்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் எது இருக்கணும்னு சொல்லலை இருக்கணும்னு மட்டும்தான் போட்டிருக்கு ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி தேவைப்பணும் டிபிஜி ரொம்பலாம் எனக்கு பென்ட்ரைவில் ஏற்கனா கூட வரதான் செய்யும் வரதான் தேவை இப்போ ரெக்கமெண்டட் இருக்கணுன்னா ப்ராசஸரை வந்து இன்டெல் கோ டூஓ டூ பாயிண்ட் டூ மினிமம் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ்டி ஹெஸ்பிட்டு டக்கம் பண்ணுறது வந்து டூ பாயிண்ட் டூ ஹெச்பி தான் எப்படி சொல்ல வரணுன்னு கூட சரி இல்லாட்டி ஏஎம்டி ஆப்லாம் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் ஆர் பெட்டர் இந்த ரெண்டு இல்லாட்டி இதோடய பெட்டராக இருந்தாலும் பரவாயில்ல போட்டிருக்கு ரேம் பார்த்திங்கன்னா அதே தான் விண்டோஸ் எக்ஸ்பின்னா ஒரு ஜிபி விண்டோஸ் ஃபிஃப்டானா டூ ஜிபி ஓஎஸு ஓஎஸ்ஸும் அதே தான் போட்டிருக்கு ஆனால் விண்டோஸ் டென்னில் வீடியோ கார்டும் அதே 256MB டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எம்பி கிராஃபிக்ஸ் கார்டு தவிர த்ரீ டி இருக்கணும் ஹார்ட்வேர் டிஎல் புதுசாக இருக்கணும் பிக்சர் சைடர் இருக்க இருக்கணும் பெர்தெக் சைடரும் த்ரீ இருக்கணும் டேரக்ட் எக்ஸ்பிரஷனும் நைன் பாயிண்ட் ஜீரோ இருக்கணும் சவுண்ட் கார்டும் இருக்கணும் ஸ்பேஸும் அதே தான் அவ்வளோந்தான் பீஸில் அவ்வளோந்தான் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த காலத்தில் வரக்கூடிய எல்லா பீஸ்லேயும் இந்த கேம் விளாட்லான்னு தான் சரி அதை தவிர்த்து ரிவியூ பக்கம் போயிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டோரி வேஸ்டாக போனோன்னா இந்த ஸ்டோரியை நம்ம ஒரே லைனில் சொல்லிடலாம் அதாவது ஒரு லெஜண்டரி அசோசியன் வந்து ஒரு ஒம்பது டெம்பிள்கிட்ட போட்டு தள்ளுதான் அதில் பத்தாவது டெம்பிளர் நோட்டர் அது நம்ம மென்டார் அவனையும் போடணும் அவனும் கேம் வேறு ஒன்றும் ஸ்டோரி அவ்வளோம்தான் அதை தவிர்த்து கேம் ப்ளே போனோன்னா கேம் நல்லா தான் இருக்கும் ஆனால் மற்ற அசோசியன்ஸ்கிட்ட கேமை கம்பேர் பண்ணும் போது அந்தளவுக்கு இருக்காது பார்க்கரிங்லாம் கொஞ்சம் முக்கியாக தான் இருக்கும் ஏன்னால் ஃபஸ்ட்டு இறங்கின கேம்லாம் அப்படி தான் இருக்கும் அதுக்கடுத்து கிராஃபிக்ஸ் வைசாக போனால் நல்லாயிருக்கும் டூ தௌசண்ட் செவனில் இறங்கின கேம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி விளாட்லாம் அதுக்கடுத்து வேறு ஒன்றும் இல்லை இந்த கேம் பற்றி சொல்லுறதுக்கு இந்த கேமுக்கு நாற்றுக்கிறது விஷயம் என்னென்னா ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஏன்னா இந்த பிரச்சனைனா இந்த கேம் பண்ண பிடிக்காது எனக்கு பிடிச்ச கேம்னால் பிளாக் தான் அதை பார்த்து அதை பற்றி இன்னொரு நாள் பேசினா ஓகே வணங்கும் போல் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி கீழே லைக் பண்ண தண்ணி ஷேர் பண்ண தண்ணி உங்கள் காண்டெக்ட்ஸில் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்